ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நேரால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வச்சது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு முடியாது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளார தான் தேங்காய் இருக்குது பாருங்கள் தேங்காய் வெட்டி எப்படி பருப்பு தனியாக ரொட்டி தனியாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் ஆப்போசிட் இருக்கிறது பார்த்திங்கன்னா தொட்டி தனியாக இருக்குது இது வெட்டி வச்சு தேங்காய் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் காய்ச்ச பிறகு நெக்ஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த மாதிரி தனியாக தொட்டி தனியாக போட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு பாருங்கள் களத்துக்கு போய் கொண்டு போய் அந்த மாதிரி காய்ஞ்ச பிறகு அதான் கூட்டு போட்டு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காட்டுறேன் ஹலோ வெல்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது I am ARDG, ஆர் YouTube channel யூடியூப் சேனல் என்னோட சேனலை பார்க்கிற அனைத்து நேயர்களுக்கும் எல்லா நாளும் இனிய நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள் பிரச்சனை ஏஆர்ஜி கவிந்தராஜ் இவங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தது தேங்காய் வெட்டி வச்சு மார்னிங் அவ்வளோதான் பாருங்க I'm going to cut my hair So thank you for watching